சரவணன் ஐந்தாம் வகுப்பு அரசனர் தொடக்கப்பள்ளி வேபம் பற்றி படிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எனக்கு பிடித்த அம்மா எத்துணை அருமையான தலைப்பு என்னை ஒரு கவிதையுடன் தொடங்குகிறேன் அம்மா அம்மா உன் அன்பை ஒற்றை வார்த்தையில் அடைக்க என் தமிழுக்கு தெரியவில்லையே ஆம் தெரியவில்லையே என் நூத்தொன்றிய முதல் காதல் நீ ஏ கண்ணம்மா ஏழு ஜென்மத்திலும் உன் அன்பு கிடைக்கும் பரம் கொடுமா சொல்லம்மா ஒரு வார்த்தை மகனே என்று என் உயிரையும் விட்டு ஓடி வருவேன் அம்மம்மா இறைவனும் இறந்து நிற்பான் உன்னிடம் தாய்ப்பாசன் வேண்டி வேண்டுமம்மா என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நீ வேண்டுமம்மா வேண்டுமம்மா இந்த கவிதையை என் தாய்க்காக எழுதப்பட்ட கவிதையாய் நினைக்கிறேன் அம்மா என்பவர் இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகவும் புனிதமான உறவு ஒரு தாய் எனப்படுபவர் தனது குழந்தையை நேசித்து சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார் இந்த உலகை தோன்ற காரணமாக இருப்பவர் நம் அம்மா நமக்கு உடலையும் உயிரையும் கொடுத்தது மட்டுமின்றி இளமையிலிருந்தே நம்மை வளர்த்தாலாக்குவதில் அவளின் பங்கினை வேறு எவரும் செய்ய இயலாது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது தமிழில் வழங்கப்படும் முதுமொழி அம்மாவிற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அன்னையை நாம் தெய்வமாக கருதி போற்றி வணங்க வேண்டும் நமது அன்னையின் மூலமாகவே இந்த உலகில் நாம் நமது தந்தை மற்றும் உறவுகளை அறிகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது அம்மாவிற்கு நாம் மரியாதையும் அன்பையும் கொடுத்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து அவரது நடத்தை பேண வேண்டியது நமது தலை ஆயக்கடமை நாம் பிறப்பதற்கு முன்பு நம்மை கருவில் 10 மாதம் சுது சிரமப்படும் தாய் நாம் பிறந்தவுடன் நமக்கு ஒரு சேவகையாக நண்பனாக வழிகாட்டியாக ஆசனாக என்று பல்வேறு செயல்களை ஒரு செய்கிறார் மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக டபிள்யூ டபிள்யூர்ஜி என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையையும் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழிலான் பெருவெல்லாம் தியாகம் இல்லாவிடல் நாம் ஒரு மனிதனாக இந்த உலகில் நடமாடி செயல்பட முடியாது இளமையில் நம்மை வளர்த்து ஆளாக்கும் நமது அம்மாவை அவரது முழுமை காலத்தில் போற்றி பாதுகாத்து பணி செய்து காப்பாற்ற வேண்டியது நமது கடமை இது நாம் அவருக்கு செய்யும் உதவியில்லை நன்றிகடனே இந்த கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் நாம் மனித தன்மையற்றவர்களாவோ இத்தனை சிறப்புடைய தாயின் பெயர் வித்யா அவருடைய ஆசை என்னை தலை சிறந்த மருத்துவராக்கி இந்த உலகுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆசையை என்னுடைய லட்சியமாக கொண்டு நிறைவேற்றுவதே நான் என் தாய்க்கு செய்யும் கைமாறாக நினைக்கிறேன் இதனைத்தான் வள்ளுவர் ஈன்ற பொழுதின் பெரிந்து சான்றோன் எனக் தாய் என்ற குரலின் வாயிலாக கூறுகிறார் உங்கள் தாயுடைய கனவையும் நனவாக்க பாடுபடுவீர்கள் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்